செக் சென்ட்ரிங் கட்ராசு ஆகலாம் நான் அந்த சவுத் இந்தியன் பிலிம் இன்ஸ்டியூட்ல டைரக்சன் படிச்சேன் படிச்சிருக்கீங்களா நீங்க மாலை இப்ப வந்து நீங்க வந்து எடுத்தீங்கன்னா வந்து முந்நூறு ரூபான்னு சொன்னீங்க நான் வந்து நான் இன்னைக்கு ஒரு முந்நூறுபா தரேன் இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா ஆ எடுத்துக்கா ஏதோ உங்களை சொல்லி எனக்கு கொஞ்சம் வந்து ஹாலிடே உங்களுக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நாள் வந்து ஹாலிடே வணக்கம் மக்கள் வெல்கம் பேக் டு இது புதுசாக இருக்கேன் நான் உங்கள் டிஜே நம்ம பக்கத்தில் வந்து ஒரு ஐயா இருக்கார் அவர்கிட்ட வந்து சில அனுபவங்கள்ல வந்து நம்ம வந்து கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்கள் பேர் என்னதுயா கணேசன் கணேசன் என்னையா பண்ணிகிட்ருக்கீங்க ஐயா நான் வந்து செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருந்தேன் அது இப்போ கால் ப்ராப்ளம் முடியலை கால் கொஞ்சம் அடிபட்டு போச்சு அதனால் என் செலவுக்காக வேண்டி இந்த பீச்சில் பாத்தலோ அட்டையோ பொருப்போடுவேன் ஒரு நாளைக்கு எண்பது ரூபா எழுபது வரும் அதை வச்சுருக்கேன் யாருக்கிட்டையும் உங்கள் கையை இருந்த மாட்டேன் நீங்களாக பார்த்து இந்த பத்து ரூபா வச்சிருக்கீங்களா அப்படின்னா எனக்கு ஒரு பத்து ரூபா கொடுங்கனுக்கு நான் கேட்க மாட்டேன் ஏன்னா நான் இன்னும் உடம்பு நடக்கிறேன் எப்படி உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி வேலைக்கு முன்னாடி சென்றிக்கு வேலை போயிட்டுருந்தேன் அந்த ஜாக்கியில் அது வந்து அது இப்போது ஆஸ்பத்திரிலாம் போய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்லட்ட கால் ரொம்ப வீங்கிருந்துச்சு கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கு இப்போது வலி ஏதாச்சும் இருக்கா வழி இல்ல ரொம்ப தூரம் நடந்தால் தான் வழி வரும் அந்த பீச் வேறு இப்படி எப்படி சுற்றிட்டு வரோம் ஓகே ஃபேமிலிலாம் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேமிலி வந்து நான் எல்லாம் மேரேஜ் போன திருநெல்வேலி எனக்கு ஊர் கல்யாணமே ஆகலையா அவங்களே ஆமாம் ஆமாம் ஒரு முப்பது ஒரு சினிமா ஆசையோடு ஒரு முப்பது வயசில் அங்கே வெட்டாசுக்கு வந்தேன் சினிமா ஆசை டேரக்டர் ஆகலாமா அது அலைஞ்சேன் ஒரு ரெண்டு மூணு டேரக்டரை போய் பார்த்தேன் நானும் அலைஞ்சேன் கையில் காசு காலி நமக்கும் ஒரு அடிப்படை செலவு இருக்குல்ல சாப்பாடு செலவு தங்குற இது இதுக்காக வேண்டிதான் சில வேலைகளில் போய் பார்க்க வேண்டியதாகன்றது அந்த வேலையை செய்துட்டு சும்மா இருக்கிற நம்ம அவங்கள போய் பார்த்து அப்படி நிறைய பேர் முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க கஷ்டப்பட்டு வெற்றி அடைஞ்சிருக்காங்க நமக்கு முயற்சி கொஞ்சம் கம்மி கம்மியாகி போயிடுச்சு அந்த வேலையிலே செய்துட்டு ரொம்ப டயர்டானதும் பார்க்க முடியும் ஒரு வாட்டி தான் போய் பார்க்குறேன் எதனால இன்ஸ்பயர் யாரும் வந்து இன்ஸ் இன்ஸ்பைர் வந்தீங்க சினிமாவுக்கு சினிமா வந்து பண்ணணும் அவர் வந்து அது வந்து நான் அந்த சவுத் இந்தியன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் படித்தேன் படிச்சிருக்கீங்களா நீங்கள் ப்ரைவேட்டு அப்போ வந்து அவர் செக் பண்ணுவாரலா ப்ரொஃபஸரு ப்ரொஃபஸர் செக் பண்ணுவார் ஒவ்வொருத்தருடைய திறமை எப்படி இருக்கும் அப்புறம் என்ன சொன்னார் அந்த ரீஜனாக வந்த படம் அப்போ அந்த நாட்டாம் படம் வந்தது அந்த டைத்தில் அந்த படம் பார்த்தியா அதில் ஒரு முக்கியமான சீனை சொல்லு அப்படின்னாரு உங்களுக்கு ஆடிஷன் மாதிரி ஆமாம் என்ன செக் பண்ணுறாரு பார்த்து சார் ஆனால் எல்லாரும் சொன்னாங்க அந்த விஜயகுமார் வந்து ஒரு சின்ன பையன் போய் போய் நீ சொல்கிறதான் பொய்யன் சின்ன பையன் சொல்கிறது தான் கரெக்டுன்ட்டு திருப்பி சொல்ல அதை சொன்னாங்க நான் அதை சொல்லலை நான் வந்து மீனா தப்பு பயன்பானதும் வினு சக்கரவர்த்தி பெரிய கோடிஸ் வர நாட்டாமையோட சம்பந்தி வீட்டுக்கு வாரான் பின்னாடி பத்துக்கார் வருது வாசல்லாம் வந்து நின்று கையை கட்டி நின்று சம்பந்தி என் பொண்ணு என்ன தப்புச்சின்னு கேட்குறான் அது எதுக்குன்னா அவள் நாட்டாமையோட நீதிக்கு நேர்மைக்கு தான் அவன் அந்த மாதிரி கை வழங்கி நிற்கிறான் அப்படின்னு சொல்லி என்னைக்கா ஒரு நாளைக்கு டேரக்டர் ஆயிரும் என்னார் அந்த இதில் தான் கதையை வச்சுக்கிட்டா ஒரு டேரக்டர் பார்த்தேன் ஆனால் சொன்ன இந்த கேஎஸ் ரவிக்குமாரில் ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடிட்டு போனேன் அவர் மேனேஜர் படித்து பார்த்தார் உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃபு வந்து நல்லா இருக்குது செகண்ட் ஹாஃப் வாரதிகனம்மா சாயலில் போகுது கொஞ்சம் மாற்றி எழுதிட்டு வாங்க சொன்னாங்க எனக்கு முடியல அதுக்கப்புறம் நம்ம இந்த வேலை எத்தனை வயசுக்கு ஏன் வந்தீங்க நீங்கள் இங்கே டைரக்ஷன் பண்ணதுக்கு நான் இங்கே வரும்போது ஒரு இருபத்தி வயசு எந்த வருஷம் யார் இருக்கும் நீங்கள் வரும்போது வயசுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தஞ்சில் வந்துருக்குங்க இப்போ அதுக்கப்புறம் முயற்சி பண்ணீங்க நம்ம சினிமாவில் ஒரு வருஷம்தான் கொஞ்சம் கையில் காசை வச்சுக்கிட்டு எனக்கு தான் சாப்பிட்டு முயற்சி பண்ணேன் அப்புறம் நம்ம கையில் காசு இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் அதுக்கு போகணுன்னு இந்த சென்றீங்க இந்த கொத்தனார் வேலை கல்பூர் வேலை அதுலாம் போவேன் கிடைக்கிற வேலைக்கு போயிடுவேன் கிடைக்கிற வேலைக்கு போயிடுது அதுலேயே உரம்பு உடம்பு டயர்டாயிடுது இதுக்கு அப்புறம் ஏழு மணிக்கு போய் எங்கே அவங்க வீட்டில் போய் பார்க்க வைக்க அப்பமெலாம் இந்த வளசறவாக்கம் விருகம்பாக்கம் சைடு தான் ரூம் எடுத்துருந்தேன் எங்கே பார்க்கணுன்னு வாரத்தில் ஒரு நாளைக்கு அப்படி போய் பார்க்குறது இப்படிதான் இருந்தேன் அப்புறம் எடு அட்ர்த்தாத விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அது முயற்சியான வேலைக்கு போகணும் இப்போ எங்கே தங்கியிருக்கீங்க இப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து டி நகரு அட்ரஸில் தான் அந்த ஆதார் கார்டு ஒரு இப்போ பத்து வருஷம் ஒரே இடத்துல ஜிஆர்டிக்கு பின்னாடி தேனாம்பேட்டை ஜிஆர்டி ஹோட்டலுக்கு பின்னாடி ஒரே இடத்துல செக்யூரிட்டி வேலை பார்த்து அங்கேயே தங்கியிருந்தேன் அங்கே தான் எனக்கு ஆதார் கார்டு போக்குவரத்து எடுத்து விட்டுருக்காங்க திடீர்னு நைட்டு என்ன பண்ணுவோம் ஒரு ஒம்பது மணி ஒம்போரை மணி ஆச்சுன்னா அங்கே போய்விடுவேன் எனக்கு இருந்து டுவெல் ஜி போகுது அந்த ஜிஆக்கிவிடும் போய் படுத்துட்டு போய் காலில் வருவேன் ஆமாங்க வந்துடும் ஒரு நாளைக்கு எவ்வளோ உங்களுக்கு இங்கே அதிகபட்சம் எனக்கு முடியாது நல்லா வாக் பண்ணி சேர்க்குறவங்க ஒரு நாளைக்கு முந்நூறுரூவாய்க்கு கூட சேர்த்துருதாங்க ஒரு நாளைக்கு முன்னாள் ரூபா கூட சேர்த்துருந்தாங்க நமக்கு ரொம்ப வாக் பண்ண முடியாதுல்ல எனக்கு அதிகபட்சம் நூறுரூவாய்க்கு மேலே போவேன் அதுவும் கிடைக்காது இன்னைக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஏதாச்சும் ஒன்று எடுத்தால் தான் இன்னைக்கு சாப்பாடு ஆமாம் சாப்பாடு ஓரளவுக்கு ஃப்ரீயாக வரும் எனக்கு மற்ற இந்த டீ செலவு பஸ் பேர் இது இடியும் அந்த இது சாப்பாடு ஒரு நேரம் வரும்ல ஒரு வேளை வரும் இப்போ நம்பிக்கை இருக்கீங்க நம்ம நீங்கள் டேரக்ட் ஆகிடும் இப்போ நம்பிக்கை இந்த டேரெக்ஷன் வந்து நடிப்பு தொழில் மற்ற தொழில் வேறு டேரக்டருக்கு வந்து அவன் கொடுக்குடுக்கலவன் ஆ ஆன கூட அவனுக்கு ஒரு சான்ஸ் வரும் எப்போ வரும் எனக்கு வந்து ஆமா அவனுக்கு எண்பது கூட வரும் எழுபது வயசில் கூட வரும் இந்த டேரக்டர் வந்து அந்த நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அதுக்கு வந்து வயசு எதுவும் தேவை கிடையாது இந்த டேரக்சன் ஒன்று சினிஃபீல் டேரக்ஷன் வயசு வித்தியாசமே தேவை கிடையாது எப்போனாலும் வரும் வர வரையும் நம்ம பார்த்துக்கலாம் மேரேஜ் பண்ணல அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கலாம் இது எத்தனை வயசாகுது எத்தனை வயசு ஆகுது அவங்களுக்கு எனக்கு இப்போ ஐம்பத்தி ஆகுது ல் பண்ண அதாவது இந்த இயக்குனர் சிந்தனைகள்லாம் பாருங்கள் லவ் பண்ண பெரிய பெரிய இயக்குநர்லாம் பாருங்கள் லவ் பண்ணி லவ் சப்ஜெக்ட் சூப்பராக எடுப்பான் ஆனால் அவன் லவ் பண்ணி மேரேஜ் பண்ண மாட்டான் ஏன்னா அவனுக்கு அந்த லவ் பற்றி தெரியும் லவ் பற்றி ஒரு நீர்க்குமிழி மாதிரி கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் ஜாம் இருக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்த பற்றினா அந்த லவ்லாம் எங்கேயோ போயிடும் அவன் நீர்க்குமிழி மாதிரி இந்த லவ் வந்து பெரிய பெரிய டேரக்டர் பாருங்கள் அவெல்லாம் லவ் மேரேஜே பண்ண மாட்டாங்க அதே மாதிரி நான் நானும் ஒரு டேரக்டரில் வந்து நான் சிந்திப்பேன் கல்யாணமாக ஆகாமல் இருக்குது நம்ப நல்லதாக போச்சு இல்லாட்ட நமக்கு ஒரு ரெண்டு குழந்தை இருந்து இப்படி மெட்டாசில் வந்து இப்படி கஷ்டப்பட முடியுமா எவ்வளோ கஷ்டமாலும் கூழோ கஞ்சியோ குடிக்கிது அது கூட தான் கிடக்கணும் அப்படி ஆகிப்போம் ஏன்னா பாவம் குடும்பங்கள்லாம் ஒருத்தங்கள்லாம் ரெண்டு குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு பொண்டாட்டியெல்லாம் விட்டு இங்கே ஜாலியாக சுற்றுட்றான் அவங்களாம் பார்த்தோன்னா எனக்கு எரிச்சலாக வருவதெல்லாம் எது கல்யாணம் முடித்தான் அவங்களுடைய லாப நஷ்டம் போக்குவரத்து எல்லாம் அங்கேருந்தே பார்க்கணும் அதை விட்டுட்டு இங்கே வந்து தெரிவாங்க ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கும் அதை பெருசு பண்ணுவான் நமக்கு அது பெருசு கிடையாது தான் பொண்டாட்டி இன்னொருத்தூட ஏதோ பண்ணிவிட்டா வச்சுட்டா நீங்கள் கோபத்தில் நிறைய பேர் இங்கே தெரியறான் குடும்பத்தை விட்டு சம்பாதிக்காம குடிக்கிறான் போகிறான் நீ அதை பெருசுப்படுத்தாத உனக்கு பிறந்த குழந்தை எங்க எவ்வளோ கஷ்டப்படும் அதுக்காக நீ வாழணும் போய் எல்லாம் விட்டுட்டு நான் அப்படி ஒவ்வொருத்தவங்கள்டையும் என் லைஃப்பை சரி நம்ம பரவாயில்ல கல்யாணம் முடியாமல் இருக்குது நல்லா நம்ம யாருக்கும் பாவம் இல்லை அப்படி நான் இருக்கிறது நாம் யாருக்கும் பாவம் இல்லை நிறைய பேர் பாருங்கள் மெட்ராஸ்லாங்க தெரியும் நிறைய பாவம் பாவத்தோடு தான் திரியிறானுங்க மெத்த தாய்தாப்பா இருப்பான் சாப்பாட்டுக்கு அங்கே பிக்சர் எடுத்துகிட்டு இருப்பாங்களா என்னமோ இவன் நல்லா சம்பாதிப்பான் குடிச்சிட்டு இவங்க ஜாலியாக அங்கே இருப்பான் பாட்டுலாம் பாடுவீங்களா பாட்டு ஆரஞ்சு படிப்பேன் இப்போ இது எல்லாம் வாரதில்லை ஏதாச்சும் இருக்கு ஒரு டேரக்ஷன் சொல்லிட்டீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அட்லீஸ்ட் ஒரு பாட்டுனா பாடு சின்னதாக வரும் ஏனது தப்பாக தான் வரும் பரவாயில்ல செஞ்ச பாட்டு பாடுங்க எனக்கு பெரும்பாலும் இந்த பாட்டு தான் படிப்பேன் இந்த ஜேஷ் தாஸ் பாட்டு வந்து இந்த மாலை கருக்கலில் சோலை கருங்குயில் ஏன் வாடுவது ஆதாராவா இங்கு யாரும் இல்லை என்று தான் தேடுவது நெஞ்சிக்குள்ளே நீ கண்ணுக்குள்ளே வா ஜீவனே மாலை கருக்களில் சோலை கருங்குயில் ஏன் வா இது அடிக்கடி எனக்கு வரும் ஆமாம் நல்லா இருந்து கண்டிப்பாக இப்போது எல்லாருக்கும் வாழ்க்கை வந்து எப்படி மாறும்னு வந்து தெரியாது எண்பது வயசில் மாறணுன்னு இருக்கா எண்பது வயசில் கீழே இறங்கினாக்கா அது ஒருத்தர் பாடம் அந்த சிம்ம செக்யூரிட்டி சர்வீஸ்லேருந்து வேலுச்சாமின்னு பேர் ஒரு சங்கரன் கோயிலுக்கு அம்பத்தூர் அம்பத்தூர் ஓட்டியில தான் அவர் ரெண்டு பங்களா வீடு கட்டியிருக்கார் வீடு கட்டும்போது அவருக்கு ஐம்பத்தெட்டு வயசு அது ஒரு பொண்ணை மெடிக்கல் காலேஜ் படிக்க வைக்க பையனை இன்ஜினியரிங் படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் அந்த வர்ற சம்பளம் உலகம் அவர் ட்ரைனிங் சூப்பரான் அந்த சம்பளமாக அவருக்கு பற்றலை வீடு ஓடகாது லவ் மேரேஜ் ஒய்ஃப் லவ் மேரேஜினால பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு பையனை கூட்டு பொண்ணை இவர்கிட்ட விட்டு போயிடுச்சு ஊருக்க அப்புறம் ரிட்டையர்டாகி ஒரு சின்ன பீரோவை பிடிச்சி அப்பமெல்லாம் பத்து பேர் இந்த சின்ன சின்ன ஸ்கூலில் செக்யூரிட்டி போட்டுருப்போம் நாங்கள்லாம் இருப்போம் செக்கிங் வருவார் ஸ்கூட்ரு ஸ்டார்ட் ஆகாது எங்களை வந்து செக் பாயிண்ட்டு போகும்போது அவர் ஸ்கூட்ரை தள்ளி விடுவோம் அப்படி இருந்தார் அப்புறம் பெஸ்டன் கிராம்டன் யூனிட் கிடச்சி அந்த பெஸ்டன் கிராம்டன் யூனிட் கிடச்சது அவருக்கு நல்ல வருமானம் அம்பத்தூர் ஓட்டியில் ரெண்டு மாடி வீடியோ விட்டார் அப்புறம் எல்லாம் ஃபேமிலியெல்லாம் ஒன்றா சேர் சொந்தமெல்லாம் சொன்னார் சம்பளம் வாங்க பத்தியாடா எனக்கு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது ஆகப்போகுது இப்போ எனக்கு வரும் வாழ்வு வந்திருக்கு பற்றியா போன குடும்பமெலாம் திரும்பி வருது அதுதான் ஒன்று ஒரு மனுஷனுக்கு வாழ்வு வந்து அவர் சொன்னார் ஒன்று கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் பெரிய ஆள் ஆகிடுவான் அதில் அவனுக்கு ராசி இல்லைன்னா கல்யாணம் ஆன பிறகு வந்த பொய்போட ராசியில் அவன் பெரிய ஆளாவான் கொஞ்சம் வந்து <laughs> <So, laughs> இன்னைக்கு ஒரு நாள் வந்து நீங்க வேலை செய்யாதீங்க இன்னைக்கு ஒரு நாள் சண்டே உங்களுக்கு எடுத்துக்கோங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து செய்யாது மக்களை இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு முயற்சியில தான் வந்து நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம் பாசிட்டிவ் வைப்போடு இருங்க அது வந்து நம்ம வந்து எங்கே கூட்டிகிட்டு போவோம் நம்மளுக்கு தெரியாது பாசிட்டிவாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க ஓகேங்களா நம்மளோட ஐயாவோட வாழ்க்கையை வந்து பாருங்கள் அந்த காலுக்கு ஐயா கொஞ்சம் கால் பாருங்கள் கொஞ்சம் இந்த காலிலையும் நம்மளால் வந்து சொந்த காலில் நிற்க முடியும்னு வந்து காமிச்சிருக்காரு கண்டிப்பாக வந்து என்னடா வாழ்க்கைன்னு எதுவும் நினச்சிடாதீங்க இருங்க விட்டு போனோம்னா ஒரு நாள் வருவாங்க நெக்ஸ்ட் ஸ்டோரி வீடியோவில் வந்து பாருங்கள் பை பை ஃப்ரம் டி